திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று இதுதான் உண்மையிலும் உண்மை இப்ப ஒண்ணுமே செய்யலையே சீமான் செந்தமளன் அவன் பிள்ளைகள் எல்லாம் நாங்க வந்து ஒண்ணுமே சொல்லலையே நாங்க இந்த சாதினம்மா இந்த மதம் நம்மா இல்ல ஏதாவது கேட்டோமா இடஒதுக்கீடு இதுல கொடுத்துருவோம் அதுல கொடுத்துரு கேட்டமா இல்ல பதவி நீ அடிச்சு வச்சிருக்க கொள்ளையில ஒரு ஒரு லட்சம் கோடியில ஒரு ஐயாயிரம் கோடி அப்படிலாம் நாங்க கேட்கலையே ஒன்னே ஒண்ணுதான் சொன்னோம் நாங்கள் தமிழர்கள் எதிர்ப்பு ஒரே ஒரு உண்மையை சொன்னோம் எப்படி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கா திராவிடம் என்பது மரபினம் எல்லாரும் மொழி வழியதான தேசிய நிலங்கள் வரையறுக்கப்படுது என்பது மரபினம் எல்லாரும் நீ போனி டென்மார்க்கு அதெல்லாம் ஏப்பா வந்தது மொழியப்பா மொழி மொழி தேசிய இனங்களும் அதற்குரிய நிலங்களும் அப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்கு சாவனிசம் இன வெறியர்கள் எங்களுக்கு வந்தா வெறி உங்களுக்கு வந்தா சரங்கு சொரியா எப்படி அது எப்படி கொடுமை திராவிடர்கள் திராவிடர்கள் நம்ப உங்ககிட்ட ஒன்னு கேட்கிறேன் உங்க மனச்சான்றுக்கு நீங்க மனச்சான்றுபடி சிந்திச்சு பாருங்க ஈழத்தில் செத்து விழுந்தவன் என் இன சொந்தம் என் ரத்த உறவு வச்சுக்க பல ஆண்டுகளாக நாங்கள் கொல்லப்படுறோம் பார்த்துக்க நல்லா கவனிச்சுக்கணும் லட்சக்கணக்கா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது கொல்லப்பட்டோம் நாங்கள் துடிச்சம் தவிச்சம் உலகம் புறம் நின்று போராடணும் வீதியிலேயே நின்னோம் இங்கே தமிழ்நாட்டிலேயும் போராடணும் என் தம்பி முத்துக்குமார் தொடங்கி பல பேர் தீக்குளிச்சு செத்தாங்க உணர்வு உணர்வு சூடாயிட்டு இருந்தாங்க எல்லாரும் அன்றாட செய்திகளில் பார்க்குறாங்க ஆனால் இவர்களெல்லாம் எங்கள் திராவிட சொந்தங்கள் தானே கேரளாவில் இருக்கிற மலையாளிகள் அல்லது இருக்கிற தெலுங்கர்கள் அங்கே கர்நாடகாவில் இருக்கிற கன்னடர்கள் எங்கள் திராவிட சொந்தங்கள் தானே எங்களை திராவிடர்கள் என்று கூட நீங்க குணிக்க வேணா இந்த இந்திய ஒன்றிய அரசினுடைய குடிமக்கள் என்று கூட பார்க்க வேணா எல்லோரையும் போல எலும்பு நரம்பு பசி உறக்கம் ரத்தம் சதை கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதன் கொல்லப்படுகிறானே என்ற ஒரு அடிப்படையில் ஏய் என்னப்பா அப்படி கொத்து கொத்தா கொண்டுகிட்டு இந்த நிலத்தில் இருந்து ஏதாவது ஒரு தலைவனிடத்தில் ஒரு கண்டன அறிக்கை ஒரு வருத்த செய்தி நீங்க படித்ததுண்டாயின் உடன்பிறந்தார்களே ஆனாலும் சொல்வார்கள் நாம் திராவிடர்கள் என்று நாம் நம்பணும் எவ்வளவு பெரிய ஏமாற்று பாருங்க எவ்வளவு பெரிய ஏமாற்று கருணாநிதி இருந்த இடத்தில் இந்தியமும் திராவிடமும் ஆரியம் தான் இந்தியம் இந்தியம் தான் ஆரியம் இரண்டும் சேர்ந்து தமிழ் இன மக்களை கொன்று குவித்தது ஆரியம் கொன்றது திராவிடம் துணை நின்றது எப்படி ஐயா கருணாநிதி இருந்த இடத்தில் ஒரு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த தூய குருதி ஓடுகிற ஒரு தமிழ் மகன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தால் உறங்கி இருப்பானா என்று மட்டும் நீங்க யோசி என்ன செய்துவிட முடியும் சீமான் என்னென்னவோ செய்யலாம் சீமான் நீங்க வந்தா மட்டும் என்ன செய்ய நான் முதலமைச்சர் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு போற நடத்த என்னமே சோனியா காந்திக்கு வந்திருக்காதே என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு யார் இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர் குடி மக்கள் நாங்கள் நான் இங்கிலாந்து இருந்தேன் இந்தியா உருவாவதற்கு முன்பு ஆனால் நீ என்னை தாண்டி ஒரு நண்பனை தேடுற இந்த நிலத்தின் விடுதலைக்காக என் தாத்தன் செக்கு எடுத்திருக்கிறான் என் மூலாதை தூக்கில் தங்கியிருக்கிறான் சிறை பெற்று அடிபட்டிருக்கிறான் மிதிப்பட்டு இருக்கிறான் எண்ணற்ற ஈடங்களை என் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டின் இறையாண்மை சட்டத்திட்டத்தை மதித்து வரி வாக்கு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நாங்கள் என்னை விட சிங்களனுக்கு உனக்கு உரிமையும் பற்றும் வர காரணம் அவன் மீது அன்பு வர காரணம் என் இனத்தை கொண்டு வகிக்கிற சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்க முடியுமா முடியாத அவன் வேணுமென்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடும் நான் வேணுமென்றால் என்னை வைத்துக்கொள் அவனை விட்டுவிடும் என் இனத்தை கொள்ணம் கொடுத்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை போரை நிறுத்தவில்லை என்றால் போரை நடத்துவதற்கு நீங்க உதவு என்று மக்களை கொள்வதற்கு நீ சிங்கள உதவினால் என் மக்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் விடுதலை புலிகளுக்கு ஆயுதமும் பணமும் பயிற்சியும் கொடுப்பதை தவிர வழி இல்லை என்று சொல்ற ஒரு தீர்மானம் போட முடியாதா ஒரு தீர்மானம் போட முடியுமா போட்டா என்ன செஞ்சிருவேன் ஆட்சியை கலைச்சிருவேன் ஆட்சியை கலைச்சு நான் வெளியில வந்தா உடனே தேர்தல் வரும் தேர்தல் வந்தா இருநூறு இடம் இருந்தா இருநூத்தி பத்தி நாலு இடம் வெல்லுவேன் நூத்தி ஐம்பது இடம் வென்றிருந்தேன்னா இருநூத்தி பத்தி நாலு இடம் என்னோட அவ்வளவு மானங்கட்ட கூட்டமாடா அந்த நாட்டுல வாழும் எப்படி இவர்களால் முடிந்தது வரவிடாமல் தடுத்த துரோகத்தை சொல்லு ஊடகங்களை விலக்கி வாங்கி முடக்கி மடக்கி போட்டதை சொல்லு குரல் எழுப்பி கத்திய என் போன்ற பிள்ளைகளை தொடர்ச்சியாக சிறைப்படுத்திய துரோகத்தை சொல்லு ஒன்னா ரெண்டா கொடுமை அலைக்கட்சிக்காக ஒரு மாச கால முப்பது நாட்கள் பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்கி போட்ட பாரதிய ஜனதா ஒன்றை ஆண்டு கால கொடுபோர் கொத்து கொத்தாக மக்கள் செத்து விழுகிற போது பக்கத்தில் ஒரு தீவில் இந்த நாட்டுக்குள் நிறைந்து வாழ்கிற பத்து கோடி மக்களின் ரத்த உறவுகள் கொல்லப்படுகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் துணிக்கிறீர்கள் என்று அன்றைக்கு ஆட்சியாக இருந்த காங்கிரஸ் அரசை வலிமையான எதிர்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு உறுப்பினர் எழுந்து பேசியது இல்லை காரணம் சாபவன் தமிழன் சாகத்தம் அவர்களை பொறுத்தவரை அனைத்து கட்சி கூட்டத்தில் ராமனின் நாம் எப்போதும் ராமனின் வைஷ்ணாவணியின் பக்கமே நிக்க வேண்டும் என்று பேசியது இன்றும் இருக்கு இன்றும் இருக்கு என்பது உடன் பிறந்தார்களே அவர்கள் பேசியது அவர் பேசியது இன்று இருக்குது அனைத்து கட்சி அப்போது என்ன சொல்லத் தோன்றுகிறதாம் நீங்கள் ராமனின் வம்சாவளியினர் நாங்கள் ராவணனின் வம்சாவளியினர் தான் என்று பேச வேண்டியது வருது அந்த இடத்துக்குள்ள வரவே போறது இல்லை உன் வளம் கொள்ளை அடிக்கப்படுது போகுது கொள்ளை அடிக்கப்படுது நீர் உருஞ்சி வைக்கப்படுது நிலம் நஞ்சாகுது நச்சு நாசத்தார திட்டங்கள் அப்படி நிலம் இல்லை என் தாய் நிலமடா இது என் நாடு நாங்க துடிக்க முடியும் எங்க ஆத்தா மரணப்படுக்கிடந்தால் நான் தான் அழுதேன் என் அப்பன் இறந்து விட்டால் ஊரார்கள் அழுவது ஒப்புக்கு உளமாற அழுவது என் ஆத்தா தான் அழுவாள் அவன் பிள்ளைகள் நாங்க தான் அழுவோம் நாங்கள் உளமாற அழுகிறோம் திராவிடர்கள் ஆரியர்கள் இந்தியர்கள் ஒப்புக்கழுவார்கள் உன் பிரச்சனைக்கு அதை மட்டும் கவனிச்சுக்கணும்